ஒண்ணுங்க நாலயே உங்களுக்கு அலர்ஜி. ஒண்ணுங்க கிட்ட பேச கூட மாட்டேன்னாங்க. பேசணும்னா பிடிக்கணும்ல. என்கிட்ட நல்லாதான பேசிற. என்கிட்ட எல்லம் பிடிச்சிருக்கு. ம். உங்களுக்கு பிடிச்சதை நீ செய்ற. அதான் பிடிச்சிருக்கு. ஆமால கரெக்ட்டா சொன்ன சந்தோஷ். எனக்கு இவ்ளோ फ्रेंड्स இருக்காங்க. ஹாஸினியோட ஒரு கப் காபி சாப்பிடலாம். அவ்ளோதான்னுவாங்க. யாருமே இப்படி சொன்னது இல்ல. நெக்ஸ்ட் டைம் நான் எங்க போறாலும் first ஒண்ணுதான் கூப்பிடுவேன். ஓகே?